ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ மிகவும் தேவையானது உணவு அந்த உணவுக்கான பொருட்களை விளைவிக்க விவசாயம் மிக முக்கியம் அந்த விவசாயத்திற்கும் நாம் குடிப்பதற்கும் நீர் மிக அவசியம் அதற்கான தேவையை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு மாநிலங்களிலும் அதற்கு இருக்கும் மாவட்டங்களிலும் அணைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அணைக்கட்டுகளை குறித்துதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு பதவன் வழிகாட்டியின் அன்பு வணக்கம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பரளியாற்றின் குறுக்கே பெருஞ்சாணி அணை கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுற்றுலாத்தலம் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட இந்த அணையின் கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறைவு பெற்றது அணையின் நீர்த்தேக்கத்தின் அளவு முப்பத்தி புள்ளி முப்பத்தி நான்கு சதுர மைல் பரப்பளவு ஆறாயிரம் ஏக்கர் நிலம் இந்த அணையிலிருந்து வரும் தண்ணீர் மூலம் பயனடைகிறது இந்த அணையின் நீர் கொள்ளளவு 72 அடி ஐயா காமராஜர் காலத்தில் இந்த அணை கட்டப்பட்டது பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக பெரிய அணை பேச்சுப்பாறை அணையாகும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பேச்சுப்பாறை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராகிய நாகர்கோவிலிருந்து நாற்பத்தி மூன்று தொலைவில் இந்த பேச்சுப்பாறை அணை அமைந்துள்ளது ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை அப்போதைய திருவிதாங்கூர் மன்னராக இருந்த மூலம் திருநாள் காலகட்டத்தில் அப்போதைய ஐரோப்பிய பொறியாளர் திரு மின்ஜின் அவர்களால் கோதையாற்றின் குறுக்கே பேச்சுப்பாறை அணை கட்டப்பட்டது அணையின் உயரம் 42 ரெண்டு அடியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு 6 அடிகள் கூட்ட முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அணையின் உயரம் நாற்பத்தெட்டு அடியாக கட்டி முடிக்கப்பட்டது அணையின் நீர்ப்பிடி பகுதி இருநூற்றி ஒன்று ஒன்பது சதுர கிலோ அணையின் ஆளம் நாப்பத்தெட்டு அடி அணையின் நீளம் நானூற்றி மீட்டர் உயரம் நூற்றி இருபது புள்ளி ஏழு மீட்டர்கள் பொய்கை அணை கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள அணைகொள்ளில் ஒன்றான பொயிகை அணை ஆரல்வாய் மொழிக்கு அருகிலுள்ள செண்பகராமன் புதூர் பகுதியில் மலையோரமாக பொயிகையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அணையின் வேலைகள் இரண்டாயிரத்தில் முடிவுற்று மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த அணையின் முழு கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து அடி குமரி மாவட்டம் கடுக்கரைக்கி மேலமைந்த காட்டுப்பகுதியிலுள்ள இறப்பையாறு மற்றும் சுங்கான் ஓடை இவ்வணையின் நீர் ஆதாரங்களாகும் மாம்பழத்தாறு அணை வில்லுக்குறையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் விவசாய பாசனத்துக்காக கட்டப்பட்ட அணை இந்த அணை நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து நாலு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது உயரம் எண்பது அடி முக்கடல் அணை பேம்பாட்டுக்கு குறுக்கே முக்கடல் அணை கட்டப்பட்டுள்ளது நாகர்கோவில் நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த முக்கடல் அமைந்துள்ளது நாகர்கோவில் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இந்த அணை திகழ்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இது இதுபோன்ற காணொலிகளை காண நம் பதவன் வழிகாட்டி குடும்பத்தில் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மலர்த்தி தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்